ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுட்டூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிளைன் சாரீஸ் collections தாங்க இதில் 2 டைப் ஆஃப் பிளைன் சாரீஸ் பார்க்க போகிறோம் ஒன்னு வந்து ஃபுல்லாக சிங்கிள் கலர் இருக்கக்கூடியது இன்னொன்று கான்ட்ராஸ்ட் பல்லுவன் ப்ளவுஸ் இருக்கக்கூடியதுங்க ஸோ டூ டைப் ஆஃப் பிளைன்ஸ் சாரீஸ் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த சாரீஸுடைய ப்ரைஸுமே நான் இப்போவே ரிவியல் பண்ணிடுறேங்க பிளெயின் சேரீயில் ஃபுல் சிங்கிள் கலர் இருக்கக்கூடியது ஃபோர் தௌசண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அண்ட் பல் இருக்கக்கூடியது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சிங்கிள் இது வந்து பெய்ஜ் கலருங்க ஸோ இது எப்படி இருக்கும்னா, ஒரு கோல்டன் கலர் வந்த மாதிரி finishing வந்த மாதிரி இருக்கும் லைட்டு எல்லோ அந்த மாதிரி இருக்குங்க அண்ட் இப்போ காட்டக்கூடிய இந்த கலர்ஸ்லாம் சில கலர்ஸ் டூ பீசஸ் இருக்குது சில கலர்ஸ் வந்து த்ரீ பீசஸ் சில கலர்ஸ் வந்து ஃபோர் பீசஸ் கூட இருக்குதுங்க இது முழுக்க முழுக்க உங்களுடைய ரெக்வஸ்ட்னால் மட்டுமே நாம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பெய்ஜ் கலர் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு கோல்டன் ஃபினிஷிங்கில் ஒரு லைட் எல்லோ அந்த மாதிரி இருக்கும் Half ஒயிட் மாதிரி கூட இருக்கும் இப்போ செகண்டு பார்த்தது பெய்ஜு இப்போ தேர்டு பார்க்கறதுமே பெய்ஜ் தாங்க தேர்ட் என்ன அப்படின்னா டார்க் பெய்ஜாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மூணு கலர்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் லைட் வேரியேஷனில் வரும் இப்போ நீங்கள் பார்க்கறது டார்க் பெய்ஜ் கலருங்க ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரி வந்து ரெட் கலர் ரெட் கலருங்க இந்த சேரீ ஃபுல்லாகவே இது ரெட் Color தான் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்தது இந்த கலர் வந்து கொஞ்சம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது அதாவது ரெட் கலருக்கும் ராணி பிங்க் கலருக்கும் ஃபோட்டோவில் எங்களுக்கு கிளா கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இனிமேல் ஃபோட்டோவில் நம்பர் வரும்போது அது என்ன கலர் அப்படிங்கிறதும் அதில் மென்ஷன் ஆகி வருங்க ஸோ அதாவது ஒன் நாட் டூ கலர்ஸ் வந்து ஒரே மாதிரி சிமிலராக இருந்ததுன்னா அந்த மாதிரி நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குற கலர் வந்து டார்க் பிங்க்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெட்டு இப்போ பார்த்தது பிங்க் கலர் டார்க் பிங்க்கு இப்போ நீங்கள் பார்க்கறது பிங்கிஷ் ஆரஞ்ச் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் எங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து டபுள் ஷேடு பிங்கிஷ் ஆரேஞ்ச் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ கலருங்க இங்க் ப்ளூ கலர் ஃபுல்லாகவே இங்கு ப்ளூ தாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது சிங்கிள் கலர் சேரீ தான் அதாவது பாடி பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடியது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைனாக இருக்கக்கூடிய சாரீங்க இப்போ நம்ம பார்க்குறது பிகாக் ப்ளூ இந்த சேரீயுடைய லென்த் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இருக்குங்க இன்க்ளூடிங் பிளவுஸ் அண்ட் வித் ஆஃப் த சேரீ ஃபார்ட்டி இன்சஸ் அபவ் இருக்குங்க இந்த சாரி பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே அழகா இருக்குங்க இப்ப நம்ம பார்க்கறது பிளாக் கலருங்க ஓகே நம்ம நிறைய வீடியோஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எந்த பொசிஷன்ல அந்த சாரியுடைய கலர் எக்ஸாக்டா தெரியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் நான் இப்போ மறுபடியும் அதே பொசிஷன் கூட வச்சு காட்டுறேங்க நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு சேரீ வரும்போது இந்த லாஸ்ட்டாக நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது கலர் வந்து எக்ஸாக்டாக தெரியுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிங்கிள் கலர் ஸாரீ பாடி பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடிய பிளைன் சேரீ பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அண்ட் பல்லு இருக்கக்கூடிய பிளைன் சேரீ பார்க்குறாங்க இதோடைய ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டுமே இன்னும் இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் பியூர் சில்க் சாரீ கம்மிங் வித் சில்க் மோக்ஸ் சர்டிஃபைடு அண்ட் இங்கே பார்க்குறீங்க இந்த பாடி and பல்லு ஸோ இது மர்ஜ் ஆகிற இடத்துல ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து common தாங்க dyeing, dye பண்ணும் threads வந்து dye பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கிறது common தாங்க இது வந்து என்ன மிஸ்டேக்கும் கிடையாது பாடி pinkish orange, பிளவு ராமர் கிரீன் இங்கோ கலர் பண்ற இடத்துல தான் போர்ஷன் இருக்குதுங்க நீங்கள் கட் பண்ணி டசல்ஸ் போட்டுக்கலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீயராக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு டசல்ஸ் போட்டு கூட கொடுக்குறோம் பட் ஆனால் ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்க சாரீ பார்சல் வாங்கும் போது நீங்கள் அமௌண்ட் வந்து கேஷாக கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது பட் ஆனால் கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ நான் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் சாரி பார்சல் வரும்போது ஃபோர் தௌசண்ட் இல்லைன்னா இந்த சாரியோடய பிரைஸ் மட்டும் நீங்கள் கேஷாக கொடுத்தா போதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இன்க் ப்ளூ இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் வந்து டார்க்காக இருக்குங்க பழுவன் ப்ளவுஸ் pinkish orange இப்போ நீங்க பாக்கிறது நேவி ப்ளூ வித் ராமர் கிரீன் பல்லு பிளவுஸ் பேமெண்ட் ஆப்ஷன் ப்ரீ பேமெண்ட் இருக்குங்க cash ஆன் delivery இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி பற்றி நான் இப்போதான் சொல்லியிருந்தேன் account pay, google pay, phone pay, paytm இந்த பே போனில் எந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணுவேன்னாலும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரினால் மட்டும் ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டுமே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் இதே ப்ரீபேமெண்ட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணுனாலும் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குதுங்க ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு நீங்கள் எந்த கண்ட்ரி அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸாரீ வாங்குறீங்க அந்த சாரீஸோடைய பேக்கேஜ் வெயிட் எவ்வளோங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க இப்போ நாம் பார்க்கறது ஒரு டபுள் ஷேடு ப்ளூ கலருங்க பல்லுவன் பிளவுஸ் கோல்டன் எல்லோ இதுவுமே ப்ளூ தாங்க ஒரு டபுள் ஷேடு ப்ளூவில் வரும் பீகாக் ப்ளூ அப்படின்னு கூட சொல்லலாம் இது எக்ஸாக்டாக இந்த கலரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ நேர்ல பார்த்து இந்த வீடியோ எடுக்கும்போதே நான் பேசிகிட்டு இருக்கேங்க உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற லாஸ்ட் சேரீ தாங்க பாடி பாட்டில் க்ரீன் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்சுங்க ஸோ உங்களுக்கு சிங்கிள் கலர் ப்ளைன் சேரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு இருக்கக்கூடிய பிளைன் சேரீனாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் இந்த சேரீயுடைய பிக்சர்ஸ் சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் சப்போஸ் அந்த சாரீ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக புக்குடு ஃபார் யூனு உங்களுக்கு மெசேஜ் வரும் அண்ட் அக்கௌண்ட் பேவா கூகுள் பேவா ஃபோன்பேவாங்கிற அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்போங்க சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு கஸ்டமர் வந்து அதை புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக்கூட ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற ஒரு ரிப்ளை வருங்க ஸோ அனதர் கஸ்டமர் புக்கிட அப்படின்னா சோல்டு இல்லைங்க அது அவங்க புக் பண்ணியிருக்காங்க அவங்க பே பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம சோல்டுன்னு சொல்லுவோம் இல்லை புக் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் பே பண்ணல பேமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங் அப்படின்னா அனதர் கஸ்டமர் புக்குடன் மட்டும்தாங்க வரும் ஸோ நீங்கள் ஃபியூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெய்ன் வந்து என்கொரி பண்ணி பார்க்கலாம் அந்த சாரி அகைன் அவைலபிளாக இருக்கான்னு இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க்ஸ் சர்டிஃபைடுங்க தேங்க்யூ அண்ட் இது ஒன்றும் சொல்லலைங்க இது எல்லாமே டபுள் ஒர்க் சாரீஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்